ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் நம்ம மாரிப்பன் அவர்களுக்கு வந்து எல்லாரும் அவங்களோட கே சந்தேகங்கள் கேள்விகள்லாம் அனுப்பிச்சிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி மாநிலம் காரைக்கால் அங்கேருந்து ஒரு அன்பர் கேள்விகள் அனுப்பிச்சிருக்காரு திரு அமீருதீன் அக்பர் அவரோட கேள்வி வந்து வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு அந்த கேள்வியை வந்து இன்னைக்கு பிரித்து பார்க்கலாம் ஐயா ஐா அமேருதீன் அக்பர் ஐயா உங்களுக்கு உங்களுடைய கேள்வி வந்து இன்றைக்கி குரு சன்னிதானத்தில் பிரித்து பார்க்கப்படுது சத்சங்கமாக வெளிவர இருக்குது அந்த உபதேச கருத்துக்களை நல்லா ஆழ்ந்து கேளுங்க உள்ளுணர்ல ஒன்றி இறையுணர்ல ததுமுங்க கலிங்க அவரோட கேள்வியை வந்து ஆடியோ கிளிப்பும் அமைச்சிருக்காரு அதோட டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காருங்கய்யா சரி அந்த ஆடியோ கிளிப்பை வந்து பண்ணுவாங்க ப்ளே பண்ணுறாங்க ஓகே மகா குரு சன்னிதானம் பகவான் ரமண பொற்றாமலை பாதங்கள் போற்றி போற்றி போற்றி குருவே சரணம் எங்கள் மதிப்பிற்குரிய திரு மைத்திரேயாஜி அவர்களுக்கு அடியனின் சிரம் சித்தம் குளிர்ந்த வணக்கங்கள் நமஸ்காரங்கள் ஐயா அடியவனின் பெயர் அமீருதீன் அக்பர் காரைக்கால் புதுச்சேரி மாநிலம் வயது அறுபத்தைந்து தாய்மொழி தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மும்பையில் வாழ்ந்த ஒரு ஞானிடம் விகிச்சை வாங்கியிருக்கிறேன் அவர்கள் அடியவனுக்கு சுடுமனை தியானம் கற்று தந்தார்கள் கண்களை மூடி வெட்ட ஒலியை கொண்டு வர சொன்னார்கள் அத்துடன் பூர்வ மத்தியில் தங்க நிற வட்ட ஒலியை பாவனை செய்யுமாறும் சொன்னார்கள் ஒரு சில வருடங்கள் அதில் தீவிரமாக ஈடுபட்டேன் பிறகு நாளடைவில் உலக ஆசாபாசங்களில் விழுந்து அந்த பாக்கியம் கைவல்யம் கை நழுவிட்டது சமீபத்தில் தங்களுடைய ஜஸ்ட் பி விட் வேர்ட்ஸ் சும்மாயிரு சொல்ல யூடியூபில் தெய்வானு கிரகத்தால் பார்க்க நேரிட்டது தன்னை அறிவதற்கு எளிதான வழியாக அறியவனின் உள்மனத்துக்கு தெரியாத ஐயா ஒரு மனிதருக்கு தலைவலி தங்கடம் மனதில் பயம் கவலை குடும்பத்தில் பிரச்சனைகள் மனைவி மகளுடன் சண்டை உண்டாகி வெளியில் வேலைக்கு செல்கிறார் வேலைகளை சரியாக செய்தாலும் உள்மனம் வீட்டில் நடந்ததை எண்ணிக்கொண்டிருக்கிறது இன்னும் தன் உடல்நிலை சரியில்லை என்ற கவலை சிகரெட்டும் குடிக்கிறார் அதை நிறுத்து அவரால் இழவில்லை உள்ளுக்குள் நமக்கு கெட்ட வியாதி வந்துவிடுமோ என்ற அச்சமும் பீடிக்கிறது பகைவர்களால் தனக்கு ஏதாவது ஆபத்து வந்து என்ற பயமும் ஏற்படுகிறது தன் சொந்த பந்தங்கள் தனக்கு பங்காளி செய்துவிட்டு அவர்கள் மட்டும் மாடி மனை கோடிப்பணம் வாகனம் ஜம்பங்களில் நிற்கின்றார்களே நம்மை பார்க்க வைத்து நல்லுணவு சாப்பிடுகிறார்களே நமக்கு எந்த உதவியும் செய்ய மறுக்கிறார்களே நம் கையில் காசு பணம் சேர்ந்து விட்டதால் நம் மனைவி மக்கள் கூட நம்மை சரியாக மதிப்பதில்லையே நம்மை கருவேப்பளை போல மட்டும் தன் சுயநத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்களே என்ற அங்கலாய்ப்பு இப்படி உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்ட ஒரு ஜீவன் எவ்வாறு ஐயா கண்களை திறந்தோ மூடியோ மனதால் சும்மா இருக்க இயலும் உடல் ஆரோக்கியமாக மனம் சந்தோஷமாக இருந்தால் தானே ஐயா ஒருவர் அமைதியாக உட்கார முடியும் இத்தகைய பல வகைகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளமாக உள்ளார்கள் ஐயா வெளியில் தேங்கால் ஏனமாக பேசுவார்கள் சொன்னாலும் வெக்கமடா சொல்லாவிட்டால் துக்கமடா வெக்கத்தில் பாதி துக்கத்தில் பாதி வாழ்கின்றேன் ஒரு பக்கமடா என்ற பாடலுக்கணங்க பல கோடி மக்கள் இன்றைய உலகத்தில் பேருக்குத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவர்கள் இதற்கெல்லாம் நல்வழி காட்ட வேண்டும் என இரு கரங்கள் கூப்பி கஷ்டங்களில் ஊழலும் அப்பாய் சார்பில் வேண்டுகோள் வைக்கின்றேன் ஐயா நன்றி ஐயா இஞ்ஞனம் ஓ எம் கே அக்பர் மகானந்தன் காரைக்கால் இதுதாங்க அவர் அவரோட கேள்வியான கேள்வியோட ஆடியோ கிளிப்பு இதை நான் முதல்ல முதல்ல படிச்சு காமிச்சிடுறேங்க மகா குரு சன்னிதானம் பகவான் ரமணர் போற்றாமரை பாதங்கள் போற்றி போற்றி குருவே சரணம் எங்கள் மதிப்பிற்குரிய திரு மைத்ரியாஜி அவர்களுக்கு அடியேனின் சிரம் தாழ்ந்த சித்தம் குளிர்ந்த வணக்கங்கள் நமஸ்காரங்கள் ஐயா அடியவனின் பெயர் அமருதீன் அக்பர் காரைக்கால் புதுச்சேரி மாநிலம் வயது அறுபத்தி தாய்மொழி தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மும்பையில் வாழ்ந்த திரு ஷுபி ஞானியிடம் வீச்சை வாங்கியிருக்கிறேன் அவர்கள் அடியவனுக்கு சுழுமனை தியானம் கற்றுத்தந்தார்கள் கண்களை மூடி வெட்ட வழியை சொன்னார்கள் அத்துடன் புருவமத்தியில் தங்க நிற வட்டவலியை பாவனை செய்யுமாறும் சொன்னார்கள் ஒரு சில வருடங்கள் அதில் தீவிரமாக ஈடுபட்டேன் பிறகு நாளடைவில் உலக ஆசாபாசங்களில் விழுந்து அந்த பாக்கியம் கைவல்யம் கை நழுவி விட்டது சமீபத்தில் தங்களுடைய ஜஸ்பி வித் அவுட்வர்ட்ஸ் சும்மாயிறு சொல்லற யூடியூப்பில் தெய்வானுகிரகத்தால் பார்க்க நேரிட்டது தன்னை அறிவதற்கு ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன் இதுவே மிகச்சிறந்த லகுவான எலிதான அடியவனின் உள்மனத்திற்குத் தெரிகிறது மிக்க நன்றி ஐயா இப்போது கேள்விக்கு வருகிறேன் ஐயா ஒரு மனிதனுக்கு தலைவலி சங்கடம் மனதில் பயம் கவலை குடும்பத்தில் பிரச்சனைகள் மனைவி மக்களுடன் சண்டை உண்டாகி வெளியில் வேலைக்கு செல்கிறார் வேலைகளை சரியாக செய்தாலும் உள் மனம் வீட்டில் நடந்ததையே எண்ணிக்கொண்டிருக்கின்றது இன்னும் தன் உடல்நிலை சரிய சரியில்லையே என்ற கவலை சிகரெட் குளிக்கிறார் அதை நிறுத்த அவரால் இயலவில்லை புல்லுக்குள் நமக்கு கெட்ட வியாதி வந்துவிடுமோ என்ற அச்சம் பகை பகைவர்களால் தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயம் தன் சொந்த பந்தங்கள் தனக்கு பங்காளி துரகம் செய்து செய்துவிட்டு அவர்கள் மட்டும் மாடிமனை கோடிப்பணம் வாகனம் போன்ற வீண் சம்பங்களில் மிதக்கிறார்களே நம்மை பார்க்க வைத்து நல்லுணர்வு சாப்பிடர்கள் சாப்பிடுகிறார்களே நமக்கு எந்த உதவும் செவியம் மறக்கிறார்களே நம் கையில் காசு பணம் விட்டதால் மனைவி மக்கள் கூட நம்மை சரியாக மதிப்பதில்லையே நம்மை கருவேப்பிழை போல மட்டும் தன் சுயந சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்களே என்ற அங்கலாய்ப்பு இப்படி உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்ட ஒரு ஜீவன் இப்படி உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்ட ஒரு ஜீவன் எவ்வாறு கண்களை திறந்தோ மூடியோ மனதால் சும்மா இருக்க இயலும் உடல் ஆரோக்கியமாக மனம் சந்தோஷமாக இருந்தால்தானே ஐயா ஒருவர் அமைதியாக உட்கார முடியும் இத்தகைய பல வகைகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளமாக உள்ளார்கள் வெளியில் தெரிந்தால் ஏலளமாக பேசுவார்கள் சொன்னாலும் வெக்கமா சொல்லாவிட்டால் துர்க்கமடா வெட்கத்தில் பாதி துர்க்கத்தில் பாதி வாழுகின்றேன் ஒரு பக்கமடா என்ற பாடலுக்கிணங்க பல கோடி மக்கள் இன்றைய உலகத்தில் பெயருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா இவர்கள் இதற்கெல்லாம் ஐயா அவர்கள் இதற்கெல்லாம் நல்வழி காட்ட வேண்டும் என்ற நல்வழி காட்ட வேண்டும் என்று இரு கூப்பி கஷ்டங்களில் உடலும் அப்பாவு மக்களின் சார்பில் வேண்டுகோள் வேண்டுகோள் வைக்கிறேன் ஐயா நன்றி ஐயா இங்கனம் ஓ எம் கே அம்ருதீன் அக்பர் மகானந்தன் இப்படி அவரோட கேள்வியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வந்து மும்பைல வாழ்ந்த ஒரு ஷுப்பிங் அணியிடம் தீட்சை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்கய்யா இதுல முக்கியமான ஒரு விஷயம் பாக்கணுங்கய்யா நம்ம தீட்சை அப்படின்னாங்க என்னங்கய்யா இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா எழுதி போட்டு தீக்ஷா அப்படின்னு வரும் சரிங்க தீ என்ற வார்த்தையே தமிழ்ல வந்து இந்த தி போடுறோம் இல்லையா இந்த தி இஸ் ஈக்குவல் அர்த்தம் தமிழ்ல தீட்சை கரெக்டா அப்படி வரும் தீட்சை இந்த ஷான்றதுக்கு வந்து கண்ணுன்னு அர்த்தம் தீட்சை கண் என்ன கண்ணுது புத்திகண் புத்திகண் இங்க ஒரு ஞானின்றவர் வந்து இந்த புத்தி கண்ணு புத்திக்கு தனி பார்வை இருக்கா தனி அந்தஸ்து கொண்ட இப்ப நம்ம நீங்க வந்து இந்த கேள்வியை கேட்கறதே உங்க புத்தி மனம் குவிந்து புத்தி திறனா மாறி புத்தியில ஒரு பார்வையா மாறி அதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை ஜொலிக்குது உங்ககிட்ட புரியுதுங்களா என்ன அது புத்தி கண்ணு கண்ணுன்னாலே ஒளி பார்வை பார்த்தல் ஒளி சம்பந்தப்பட்டது ஸோ அங்க வந்து எண்ணங்கள் கிடையாது அந்த கேள்வி அப்படியே சந்தேக உணர்ச்சியாகவே கேள்வி உணர்ச்சியாகவே பொதி பொதிந்து கேள்வியாக பொதிந்து உங்ககிட்ட இருந்து ஒரு ஒளிமயமாக அந்த புத்தி வந்து தெரிக்கிது புரியுதுங்களா சரி இது வந்து உணர்ந்தவர்கள் உணர்ந்த ஞானிகள் உணர்ந்த உணர்ந்த உணர்ந்தனால என்ன அர்த்தம்னா இந்த வருது ஏன்னா புத்தி இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதார கரெக்டா எப்படி வந்து உயிர்வாழ் உயிரினங்களுக்கு செல்லுதான் வந்து அடிப்படை கட்டமைப்பு கரெக்டா அதுக்கு முன்னாடி அதுவே வந்து மாலிகூலா இருக்கு அதுக்கு கீழே அணுவா இருக்குங்களும் அணுவில் இருக்கின்றது ஒரு உபனிடம் வந்து சொல்லுது அணோரணியான் மகதோ மகியான்னு சொல்றது அதாவது அணுவுக்கும் அணுவானவன் அது எதுவா இருக்க முடியும் பார்வையாதான இருக்க முடியும் ஒரு அறிவாதானா இருக்க முடியும் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒரு விஞ்ஞானி என்ன பண்றாரு மைக்ரோஸ்கோப்ல பார்க்கறாரு அவர்கிட்ட இருந்து பார்ப்பது எது கண்டா பார்க்குது உள்ளுக்குள்ள இருக்கிற புத்தி கண்ணு வந்து ஒளிமயமாக தனக்குள் ஏற்பட்ட ஒரு ஆராய்ச்சி உணர்ச்சியை ஆராயம் உணர்ச்சியை ஒளிமயமான புத்தி அதுவே அறிவு அது வந்து எங்கே தேடுது மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே அந்த அந்த சுட்டறிவு சுட்டரிவு தானே அது சுட்டறிவு ஒளி தானே சுட்டறிவு ஒளிவே ஒளியே வந்து ஆராயும் உணர்ச்சியாக புத்தியிலேருந்து பல பல ஐடியாஸ் பல ஒப்பீனியன்ஸ் பல பிரிமிசஸ் ஒளிமயமான புத்தி ஒளிமயமான புத்தின்னு சொல்றீங்க இல்லங்கய்யா இந்த இடத்துல கூட இவரு கூட அமிர்தின் ரங்க நேர ஒளியை வந்து பாவனை பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒளிமயமான புத்தின்னா அந்த ஒலின்றீங்கல்ல அது என்னங்கய்யா அதையும் சொல்லுங்க போவோம் இதை முடிச்சிருவோம் சரிங்க ஆஹ் பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து எதை ஆராயிறாரு அந்த சுட்டறிவு மூலமாக அந்த புத்தி பார்க்கின்ற அந்த ஆராய உணர்ச்சி மூலமாக மைக்ரோஸ்கோப் மூலமா பார்க்கிற ஒரு அணுவுக்கு கீழே இருக்கிற குவாண்டம் பார்ட்டிக்கல்ஸையோ எதையோ வந்து நுட்பமாக ஆராயிரம் என்ன தேடுகிறார் பார்ட்டிக்கல்ல தேடல பாட்டிக்கல் மூலமாக அது என்ன தெரிவிக்கிறது அறிவிக்கிறது புரிய வைக்கின்றது கரெக்டா திருப்பி அறிவை தான் தேடலாம் சுட்டறிவே அறிவை தேடுது ஆனா இதையும் நம்ம பார்த்தோம் பத்து சசங்கங்களா பார்த்தோம் விஞ்ஞானம் உணர்ந்தவர்கள் என் செல்லாமல் புத்தியிலிருந்து சிதறும் அந்த அறிவு அறிவு சுற்றறிவு ஒளி அது எங்கிருந்து வருது யாருக்கு வருது யார் இவன் அப்படின்னுட்டு அங்க போயி மெய்ப்பொருளை பாத்துர்றாங்க வரு ஒல் சுட்டறிவுள்ளே நம்ம என்ன பண்றோம் ஒரு பெரிய அடிச்சா கூட ஒரு வேர்டை மிஸ்பெல் பண்ணியிருந்தோன்னா அந்த வேர்டனுடைய தப்பா போட்ட ஸ்பெல்லிங்கை போட்டு அது பூரா ரீப்ளேஸ் பண்ணுன்னு கொடுக்குறோம் மேல கொடுத்தா அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணிடுது அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ற மாதிரி இங்கே புத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள எப்போ ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு துரு துரு துரு துரு துரு துரு யாருக்கும் வந்து நிலையே இல்லை நிலையில்லா புத்தி ஆனால் இதுவெல்லாம் வந்து அடங்காத புத்தி என்ன உண்மையை உணராத புத்தி உண்மையை உணர்ந்தவனுடைய கதை வேற அவன் தான் ஞானி அதனாலதான் ஒரு காலத்தை கூட நான் அறுதிட்டு சொல்லுவேன் நம்மளுக்கு நம்மளுக்கு அற்புதமான இந்த விஞ்ஞானத்தை கொடுத்துட்டு போன அந்த பகவான் ரமணமகிருஷினுடைய காலம் ஆயிரத்தி எட்டுநூத்தி தொண்ணூத்தி ஏப்ரல் வரைக்கும் இது ஒரு பொற்காலம் இந்த பொற்காலத்துல உணர்ந்த ஞானி பரம ஞானி ஒண்ணுதான் பரம்பொருள்ன்றதும் ஒண்ணுதான் ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல இதே புத்தியே இல்லை ஆனா அதே அகந்தை எழும்பொழுது புத்தியில ஏதோ ஒரு பாவமாவே எழுந்துக்குது புரியுதா அகந்தையும் புத்தியும் ஒண்ணுதான் அகந்தையும் மனமும் ஒண்ணுதான் எல்லாமுமே வந்து வார்த்தைகள் வேற ஆனா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தனித்துவ தன்மைகள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அதுலாம் வந்து இவங்க வந்து ஃபுல்லா இவங்க விஞ்ஞானம் எப்படி குவான்டம் ஃபீல்டுக்குள்ள பூந்து பூந்து பூந்து பூந்து சப் ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸ் பிக் பேங்கு நடந்த காலம் அது அப்ப அந்த அந்த அந்த அதை பண்றாங்க அதையே சுமிலேட் பண்ணி பாக்குறாங்க அந்த தருணத்தில இதை பண்ணா என்ன வருது என்னென்ன டென்ஸ்மேட்டர் எப்படி வருதுன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி புத்தி பகிர்முகமாக வெளி வெளிப்பட்டு அணுவுக்கும் அதுக்கும் கீழே இருக்கிற சக்திகள்லாம் எப்படி செயல்படுகின்றன எப்படி உருவாகியது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகியது டார்க் மேட்டர் எப்படி உருவாகியது காட்ஸ் என்ன அப்படி பலதுக்கு ஆறாயிரம் அந்த பகிர்மூக்கப்பட்ட புத்தியே மெஞ்ஞானத்தினோட அடிப்படை உணர்ந்தவர் தான் வந்து தீட்ச கொடுக்க முடியும் இது கூட நெடில் நெடில் குரில் இல்லை தீ தீஹி அப்படின்னா வந்து புத்தின்னு அர்த்தம் சோ இப்படி உள் திரும்பிய ஞானமடைந்த உணர்ந்து உண்மையிலே இந்த புத்தியிலேருந்து பிரபஞ்ச வெளி வரைக்கும் புரியுதா அண்ட பேரண்டங்கள் வரைக்கும் இவைகளெல்லாம் நிழலாட்டம் எதனுடைய நிழலாட்டம் அதுவே இதுவாகவே இருகளாகவும் இருக்கின்றது அப்படின்னு அவங்க வந்து நேரடியாக மெய்ப்பொருளையே உணர்ந்து அதிலேயே கரைந்தும் போய்விட்டார்கள் தனித்து ஒருவர் இருக்க முடியாது ஒரு ஞான கிடையாது என்ன ஆழ்ந்த உறக்கம் என்ன பேரிப்பு பேரறிவு பேருணர்வு இதுக்கெல்லாம் கடந்தது அதனால ஒரு விஞ்ஞானிக்கே தட்டாதது அப்போ வந்து இங்கே இருக்கிற இவங்க வந்து இவங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க இப்போ எங்கேயோ போய் தீட்செல்லாம் வாங்கினார்ன்றாங்க ஸோ இந்த காலத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் அதுக்கு முன்னாடி நாயன்மார்கள்லாம் வாழ்ந்தாங்க ஆனால் அவங்கெல்லாம் விளக்க முடியாதவர்கள் புரியுதா நிறைய பேர் வந்து அனுபவிச்சுக்கிட்டு ஒரு மாணிக்க வாசகர் அவர் கூட சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்கார் நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே அப்படிலாம் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே பொய்யா எனவெல்லாம் பொயைகளை வந்துருளி புல்லாகி புண்டாகி புழுவாகி மரமாகி அப்படின்னு சயின்ஸ் தான் ஃபுல்லா சிவபுராணம் எடுத்தா அது அப்சல்யூட் சயின்ஸ் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியே அவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காரு இவர் வந்து ராக் சயின்ஸாவே கொடுத்துட்டார் எங்க குவாண்டம் ஃபீல்டெல்லாம் கிடையாதுப்பா மெயின்ஜான ஃபீல்டு வேற ஃபீல்டு புரியுதா சப்டமிக் ஃபீல்டு கூட கிடையாது அது அதனாலதான் தூங்கும் நிலையில அட்டகாசமா அது தாண்டவம் அடிக்கிட்டு இருக்கு மெய்ஞானம் அப்படின்னா அப்பேற்பட்ட அந்த ஆழ்ந்த உறக்க மெய்ஞான நிலையே அவர்களுடைய உணர்ந்த நிலை ஞான நிலை அப்பேற்பட்ட ஞானிகள் வந்து அவங்களுக்கு தான் அவங்க என்ன அவங்க தனி தீ தீய இருக்காது ஞான அவர்களுடைய இதுவா இருக்கும் சோ அவங்க பாரு தெரியாம அப்படி ஒரு ரேக அப்படி பட்டுதுன்னா கூட அவனுடைய வாசனைகள் வந்து எரித்து பொசுக்கப்படும் இதற்கு எதிர்மறையாக எல்லாத்தையும் ஒருத்தர் கொடுக்கிறார் இருக்குமா இல்லையா இப்ப இந்த புத்தகத்துக்கே ரமண நூற்றி இரட்டுக்கே யார் யாரோதான் பொழிப்புரை எழுதினாங்க பகவானுடைய பொழிப்புரை இல்லைங்க அப்படின்னா அது என்னது இன்டர்பிரேஷன்ஸ் தானே கண்டிப்பா உணர்ந்த நிலையில பேச முடியாதுன்றது இல்ல அதுதான் கொடுத்திருக்காரு அவர் எவ்வளவு டைமென்ஷன்ல கொடுத்துருக்கணும் ஆனா பொழுப்புற எழுதுறவங்க அவங்க புத்தி அந்த வார்த்தைகளை அந்த உணர்ந்த நிலையை எதிரிட்டு தான் கணிக்கின்றது கரெக்டா அப்ப என்ன ஆகும் இன்டர்பிரேஷன் வரும் அப்ப அவங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பொழுப்புற எழுதினவங்க போய் அப்படியே இப்ப பகவானே தேவையில்லை பகவான் கா பகவான் காலத்துக்கு அப்புறம் எழுதப்பட்டதோ ஏதோ போய் அப்படி இவங்களை குருவா பண்ணிட முடியாதே ஒவ்வொரு புஸ்தக ஆசிரியரையும் இப்போ இதுவா பண்ணிட முடியாதே புரியுதுங்கடா சோ இப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு வந்தவங்க எல்லாரும் வந்து அதை சேறு சகதியை ஆக்கிடுறாங்க அதாவது ஒரு ஒப்பநிட நம்ம ஒரு பகவானுடைய செயல் இருக்கு வச்சுங்க அவருடைய இன்டர்பிரேஷன் அப்படியே பிச்சு வாங்கும் எங்கேயோ போயிடும் புரியுதா அப்ப ஏற்பட்டவர் இது எப்படி இருக்கும் புரியுதா ஒரு லைவ் மேட்ச்சுக்கு ஒரு கொரோனா லைவ் ரன்னிங் கமிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பண்ணிட்டு இருக்குங்க ஒருத்தவர் கொடுக்கறாரு தப்பு தப்பு தான் என்ன குருடர்கள் யானையை பார்த்து விவரித்த விதம் போலதான இருக்கும் அதை வேற அவங்க வந்து ஒரு சாலிடா ராக் சயின்ஸ் மாதிரி நம்பிக்கிட்டு ஏன்னா இது வந்து புத்திக்குள் உன்னுடைய இன்டர்பிரிட்டேஷனுக்கு அகப்படுதுனாலே நீ வந்து விழிப்பு நிலை தனி மனமாக ஆகிவிட்டாய் முடிஞ்சு போச்சு விழிப்பு நிலையும் கனவு நிலையும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து புரியுதா ஏன் எழுகின்றனன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய வினைகள்னால உன்னுடைய அறியாமைகள்னால நீ உணர்வில்லாததுனால மெய் உணர்வை தொடாததினால் புரியுதா அதனால வந்து ஆறு அறிவு வரைக்கும் ஜடப்பொருட்கள் வரைக்கும் வந்து வந்து வந்து போய்கிட்டு இருக்கு தீட்சை என்று இது வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் பகவான் தீட்சையெல்லாம் கொடுக்கல இதுல பலவிதமான தீட்சை இருக்கு கரதீட்சை ஸ்பர்ஷ தீட்சை சக்ஷு தீட்சை கண் மூலமாவே கொடுக்கறது அருள்றது கை அப்படி காமிச்சு அருள்றது அது வந்து உணர்ந்தவர்கள் பண்றதுன்றது ஞான பொருளை பண்ணுது இவங்க கடவுளர்களெல்லாம் விட கடந்தவங்க இவங்க பூலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல பரம்பொருளே அப்ப அவங்க என்னத்த சொல்லுவாங்க பரம்பொருள் சத்தியத்தை பத்தி தானே சொல்லுவாங்க அதுதான் கொடுத்துட்டாரு அதுதான் செயல் விழா கொடுத்துட்டாரு சோ இப்ப வந்து அவருடைய யார்கிட்ட போய் இவர் வாங்கினாரோ ஃபுல்லா அவருடைய ரன்னிங் என்டர்பிரேஷன் புரியுதா ரன்னிங் கமெண்ட்ரி அபவுட் இவரும் வந்து ஒரு நோக்கம் கொண்டு சொல்கிறார் புரியுதா விழிப்பு நிலையில ஏதோ ஒரு வருடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது ஏதோ ஒரு வருடத்தில் அவரை அணுகுகிறார் அவரும் full of interpretations, புரியுதுங்களா இங்க மார்க்கெட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க புத்தியிலேருந்து உடம்பு வரைக்கும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவன் வரவனை இவங்களும் கணிக்கிறாங்க அவனும் வந்து இவர்கிட்ட வந்து நம்ம இதுக்கு வந்து தீர்வு வாங்கிடணும் எதுக்கு ஒரு மெத்தோட் போட்டு கூடு என்னுடைய கவலைகள் ஆரோக்கியத்துல இருந்து சமூகத்துல அந்தஸ்து வெற்றி காண முடியல ஏகப்பட்டது எல்லாத்துக்கும் வந்து இப்ப தீட்ச புரியுதுங்களா இதுவா தீட்சை ஆழ்ந்த பிறக்கும் கடலை இதுல இவங்க வெளியில புரியுதா அதே மாதிரி உள்ள லங்ஸ்குள்ள போயிட்டு ஒரு உள்மூச்சு அப்படி போறது திருப்பி அடுத்த ஹார்ட் பம்ப் பண்ணி லங்ஸை விட்டு அது வெளிமூச்சா வரணும் அங்க ஒரு சூழ்முனை ரெண்டு சூழ்முனை இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இததான் வந்து அந்த இந்த சூத்தத்துல வரும் விஷ்ணு சூக்தத்துலயே ஏதோ புருஷ அத்தியதிஷ்டுலம் அப்படின்னு வரும் தசாங்குலம்னா பத்து அங்குலத்துல வந்து அந்த பொருள் இருக்குன்னு ஆக்சுவலா அவங்க மீன் பண்றது என்னன்னா வலது மார்பகத்துக்கு முன் பக்கம் இந்த இடத்துல உண்மையான கிருதையும் இருக்கு ஸ்பிரிச்சுவல் கிருதையும் இருக்கு பகவான் சொல்ற மாதிரியே வலது பக்கத்துல இங்க இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க சோ இப்ப சோமுனை தியானம்ன்றத இவங்க என்ன பண்றாங்க மனத்துக்குள்ள கரெக்டா எப்படி பாவிக்க வைக்க முடியும் உங்க மனத்துல தானே சொல்லுவோம் நீங்க வந்து இத வந்து பாவிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மூச்சும் வந்து வெளி மூச்சு போகுது உள் மூச்சு வருது திருப்பி உள்ளேந்து திரும்புது உள்ள வந்த மூச்சு திரும்புது அங்கேயும் ஒரு கேப்பு வெளியிலையும் ஒரு கேப்பு இந்த ரெண்டு கேப்லையும் அதாவது ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா அப்படி போகண்ட் ஸ்பிளிட் செகண்ட் இந்த வந்த வேகத்துல அப்படி நிற்கும் அப்புறம் திருப்பி அங்கேருந்து அங்கேருந்து கீழே விழுந்து இந்த சைடு வரதுக்கும் இந்த இடத்துலயும் ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்பாட்டு அது நேனோ செகண்ட் இருக்கும் இது ரெண்டு ஸ்பாட்டும் தான் புரியுதுங்களா இந்த ரெண்டு ஸ்பாட்ல போக்கஸ் பண்ணுங்க ஆக்சுவலா பிரத்தே இல்லாத இடத்துல இது பண்ண சொல்றாங்க பிரத்தே இல்லாத இடம்னா என்ன வெறும் மனத்தை பாருங்கன்றாங்க இந்த மாதிரி வந்து ஸ்தூல சாதகங்களையும் இங்க வந்து ஒரு ஞானி வந்து சொல்ல மாட்டேன் இவருடைய கடைசி கேள்வி என்ன எப்படியா சும்மா பண்றது உபதேசித்தது நீயும் வந்து உணர்றது காசப்படல இங்கே ஏதோ மனத்தை வந்து செழுமப்படுத்துறதுக்கு மனம் இல்லாதப்படி செழுமப்படுத்த முடியும் உணர்ந்தவனுடைய ஸ்டாண்ட் என்ன மனமே இல்லப்பா பகவான் என்ன சொல்றார் மனத்தின் உருவை மறவாது உசாவ மனமென ஒன்றில்லை உந்தி பெற மார்க்கம் நேராக இது உந்தி பெறன்றார் இப்ப நம்ம வந்து இந்த உபதேசம் யார் செயலோட அடுத்த இதில் கண்டினியூ பண்ணுவோமா சரிங்க உங்க கேள்வியும் இது பண்ணு சரிங்க சரிங்க